உனக்கு"; போய் அவ கையெட்டு தான் போயாச்சு கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சி காதல் என்பது பேச்சு மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு காதல் பத கல்லு முள்ளடா பத கடந்து போன ஆளே இல்லடா